ஒரு நூறு கோடி ரூபாய் யாரு சந்தோஷமா இருக்காங்க நினைக்கிறீங்க இதனாலதான் அடிக்கடி என்ன பண்ணுவைக்கே பழகிருச்சா இல்ல மறுபடியும் நம்மளால குப்பை தொட்டியில படுக்க முடியாதான் கூட அப்ப செ செல் பண்ணிக்கிறது இதுக்கு பேர் என்ன நான் வந்து சிதம்பரத்துலேருந்து பேசுகிறேன் இப்போ ஃப்ரீ கிளாஸ் நான் வந்து ஆறு எட்டு எட்டாம் மாதம் ஆறாம் தேதி நான் அட்டன் பண்ணேன் வந்து அட்டன் பண்ணால் ஒன்றும் அது எப்படி வாழ்த்தையில் சொன்னேன்னு எனக்கு தெரியல க்ளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரேன் எனக்கு ரொம்ப நல்ல செய்தி ஒன்று வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளியூர்லாம் போனால் எனக்கு வேறு தடங்கள் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப வேலை தடங்க பண்ணுவோம் ஏதா ஒன்று வேலை பிடிக்க செட் ஆகும்னா உடனே வீட்டுக்கு வந்துடுவான் எனக்கு இது ஆகுது ஏதாவது செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்புறம் கவர்மெண்ட் வேலை லோக்கல்லே ட்ரை பண்ண அப்புறம் நான் அதுக்கும் போயிட்டு கான்டாக்ட் ஒர்க் மாதிரியா இருந்தது ஜாபு போனேன் போயிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கும் சரி நமக்கு என்னதான் செட் ஆக போகுது அப்படின்னு வாழ்க்கையை எனக்கு பயம் வந்துச்சு அப்புறம் சரி நம்ம பரம்பலூர் கிளாஸ் ஃபவுண்டேஷனுக்கு போவோம் கிளாஸ் ஒரு நாள் அட்டன் பண்ணணும்னு போனேன் அண்ணன் அண்ணங்க எல்லாம் தீட்சம் வாங்கிட்டு நான் நான் எங்கே இந்த கான்ட்ராக்ட் வேலை விட்டணும் லோக்கலில் சேமத்திலேயே அதே வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க பாப்பா தம்பி ஜாயின் பண்ணேன் அப்படின்னு மறுநாள் அவங்களே வந்து என்னை வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கால் பண்ணி வீட்டுக்கே வந்தாங்க வந்து அந்த வந்து என்னை விட்டுட்டு போனாங்க நான் வேலை இல்லாமல் வந்து ஒண்ணும்பு மாற்ற வாத்தருளம் ஒரு நூறு கோடி ரூபாய் போன நான் சம்பாதிச்சே தீர்வன் நீங்களா ஒரு டேட்டாவை நீங்களா ஒரு சாப்ட்வேரை போட்டு உங்களுக்கு யாரு கேட்டது நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்க நீங்களா ஒரு பில்டப் பண்ணிக்கிறது நீங்களா அப்புறம் ஓட வேண்டியது நூறு கோடி எங்கடா சம்பாதிக்கிறது எங்கடா சம்பாதிக்கிறது நிம்மதி போச்சு ஐயோ வாய்ப்பு கிடைக்கலையே சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்க முடியலையே போதா குறைக்கு சுகர் டிபி வேற வந்துருச்சு எங்கடா பண்றேன்னு சொல்லி ஒரு எழுவது எண்பது வயசுல நூறு கோடி சம்பாதிச்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன காசு பணம் வசதி இதெல்லாம் கடந்து உங்களுக்கு என்ன நிம்மதி இருக்கா ஹெல்த்தினஸ் இருக்குமா ஐயாயிரம் கோடி ரூபா ஒருத்தன் ஒரு நாள்ல சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம் வெறும் ஐநூறு ரூபா ஒருத்தான் சம்பாதிக்கிறான்னு வச்சுப்போம் ரெண்டு சந்தோஷமா இருக்காங்க நினைக்கிறீங்க ஐநூறுபா இருப்பான் கோடி ரூபாய் ஓடிக்கிட்டே இருக்குறது கோடிக்கும் போது அனுபவிக்கணும் பிஸியாவே இருப்பான் நம்ம பாப்ப சில கோடி சரணங்கள்லாம் கவுன்சிலிங் கொடுக்கும் போசியாவே இருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் எப்படி சுத்தி எங்க போனாலும் ஒரு பயனும் கிடையாது அதனால என்ன என்ன அதிகமா அவர் சுருந்து முடியாது ஐயாயிரம் கோடியை சம்பாரிச்சுட்டு அது என்னங்க வெறும் ஷோக்கு தானுங்க அது ஒரு நாலு பேர்கிட்ட பில்டப் பண்ணுவீங்க ஐயாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டேன்னு ஐயாயிரம் கோடி நீங்க சம்பாரிச்சீங்க உங்களை பாக்குறவங்க என்ன பெரிய கர்த்தரின் பிள்ளை மாதிரியா பாப்பாவன் எப்படா அவன் இருந்து எவடா பண வாங்கலான்னு அப்ப எப்படி உங்கள்கிட்ட உண்மை தன்மையா இருப்பானுங்க உங்க புருஷன் போடாட்டி உங்கள்ட்ட உண்மையா இருக்க மாட்டாங்க செம்மையா நடிப்பாங்க நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க பணம் காசு அதிகமா இருக்குன்னா நடிப்பு எங்கிருந்து வரும்னே தெரியாது அது எப்ப நடிப்பு அவசியமா தேவையான கோடியை ரூபாய் சம்பாரிச்சாம் பாருங்க நூறு ரூபாய் சேர்த்து வச்சுட்டு நானூறு ரூபாய் நூறு ரூபாய் குடும்ப செலவுக்கு வச்சுட்டு முன்னூறு ரூபாய் புடிச்ச மாதிரி தேட்டருக்கு போவான் பானிபூரி வாங்கி சாப்பிடுவான் இவன் தாங்க வாழ்ந்தான் அவன் வாழ்ந்த ஐயாயிரம் கோடி வச்சிருக்கார் ரூம் போட்டு தூங்கினாதான் வாழ்ந்தது கணக்கா வாழ்ந்தது கீக்கு அப்படி ஏதாவது இருக்கா நான் ரூம் எடுத்து தூங்கினா தான் நிம்மதியா தூக்கிறோம் இருக்கா உங்க மைண்ட் செட்டப் ஆயிடுச்சுன்னு அது என்ன ஆயிடுச்சு இதனாலதான் அடிக்கடி நீ என்ன பண்ண பிச்சை எடுத்து கிளம்பிடுவேன் இங்கேயாது யாரும் இல்லாத என் மைண்டு பைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கே பழகிருச்சா இல்ல மறுபடியும் நம்மளால குப்பை தொட்டியில படுக்க முடியுதான்னு கூட அப்ப செ செல்லை பண்ணிக்கிறது இது பேர் என்ன என்னை பார்த்தா கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் தெரியும் பட் நல்லது இது இப்படி இருக்கிறது இப்போதான் ஒரு ஒரு வாரத்து மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் திருப்பூர்ல அந்த ஏரியா பேரு என்ன ஏரியா பல்லக்கவுண்டன் பாளையம் இதை எதுக்கு சொல்ல வரறேன்னா એમ பெருமைக்காகலாம் கிடையாது. உங்கள நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். செல்ஃப் அனலைஸ் எதில பண்ணணும்? என் உடம்பு என் மனசு ஒரு விஷயத்து கம்ஃபർട്ടா போய் சிக்கிருச்சா இல்ல இதிலிருந்து வெளிய வரக்கூடிய தண்மையில நான் இருக்கேனான்னு செக் பண்ணணும் நீங்க. எப்படி நீங்க சரியான வாழ்க்கை வாழ்றீங்க சொல்ல முடியும். நல்ல மூணு வேளைக்கு சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு டைம் டைம் கிடைச்சுடுச்சுனா அதிலே போய் சிக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதிலே நீ என்ன விளையாடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தமா? சூப்பரா ஒரு பிசினஸ் செட்டப் பண்ணிட்டேன் தம்பி எனக்கு வாடகை வந்துகிட்டே இருக்கு நல்லா சம்பாதிக்கிறேன் என்னோட வளர்ச்சியே வேற மாதிரி மாறிச்சேன் இதுக்கு பெரிய வளர்ச்சி இல்லை இதுக்கு நீங்க வெக்க போடணும் வேதனை போடணும் செட்டப் பண்ணி இந்த உலகத்தை வாழ்றதுக்கு ஒரு ஒரு மேட்டர் ரெடி பண்ணிட்டீங்க அவ்வளவுதான் அது உங்களோட வாழ்க்கையோட நோக்கம் ரெகுலர் இன்கம் ஏற்படுத்தி விட்டுட்டு நீங்க சாகிற வரைக்கும் அந்த இன்கம் உங்களுக்கு பயன்படும்ன்றதை ஏற்படுத்தி விட்டுட்டு மற்ற நேரம் பூரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனை அடைவதற்குண்டான வழியை பார்க்க வேண்டும்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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சவங்க இருக்கும் ஃபவுண்டேஷனுக்கு நன்படையாக நீங்க அனுப்பும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும்